din mare kali ma molindidam vari ter nabhi perumanavaram hak laila அமெரிக்க களிமா மொழிந்திரவாயே திருமநபி பெருமானதாரம் ரபி மோதிடணும் தீன்மறை களிமா கலிம்மா வாயே தெரு நபி பெருமா நவதாரம் அகே das தோர்களே அல்லாவிட நல்லடியார்களே இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு சரித்திர வரலாறு ஆகக்கூடியது அர்மநாயகர் இந்த உலகத்தில் அவதாரமான ஒரு சரித்திரத்தை பற்றி சிறப்பாக சொல்லி நிறைவுபடுத்தலாம் என்று ஆரம்பிக்க இருக்கின்றோம் ஆகையினால் அனைவரும் இருந்து சிறப்பாக கேட்டு செல்லுமாறு உங்களை வேண்டிக் கொண்டு சரித்திரத்தை சொல்ல துவங்குகின்றோம் ஆதிபெரியால் படும் <h atheist> இன்றைக்கு அரேபியா நாட்டிலே தலை சிறந்த நாடாக இருக்கின்ற மக்கமா நகரம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த அந்த நாட்டினுடைய ஒரு பெருமையைப் பெற்று சொல்வது என்று சொன்னால் சொல்லி முடிக்க முடியாது அவ்வளவு பெரிய சிறப்பு மக்கம்மா நகரத்தினுடைய ஒரு சிறப்பு எந்த முறையில் அல்லாஹூ அதை கண்ணிய பிடித்து வைத்திருக்கின்றானே ஆனால் முதன் இந்த உலகத்தில் அதாவது புனிதமான ஒரு ஆலயத்தை ஆண்டவன் தோற்றிவிட்டதுல்லா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இருக்கக்கூடியது திரு மக்கமா நகரம் இன்னும் அந்த திருமக்கம்மா நகரத்தில் அரபா என்று சொல்லக்கூடிய பல்லாயிர கணக்கானிகள் சென்று ஹஜ்ஜி கடமை நிறைவேற்றக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம் திருமக்கம்மா நகரம் நபி இஸ்மாயு அலிசுலாத்துலாம் அவருடைய காலனியில் நின்று எழுந்த அபு ஜம் என்று சொல்லக்கூடிய கிணறு அமைந்திருப்பது நகரம் சுருக்கமாக சொன்னால் நம்முடைய அருமநாயகர் அசுரேகரின் அலிவசல்லம் பிறந்த ஒரு புண்ணிய பூமியாக இருக்கும் சிறப்பு வாய்ந்த மக்கம்மா நகரம் ஆகவே அப்ப சிறப்பு தங்கி அந்த மக்கமா நகரத்தில் அப்துல் முத்தரீப் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்து ஜீவித்து வருகின்றார்கள் குறைசியினுடைய தலைவராக இருந்து வாழ்ந்து வருகின்றார்கள் ஆனால் அப்துல் முத்தனீப் அவர்களுக்கு என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் நின்றும் அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர்கள் மிக்க அழகுடையவர்களாக ஒளிவுடையவர்களாக தெளிவுடையவர்களாக அவர்கள் மீது அதிகமா நம்மத்துடையவர்களாக வைத்து பாதுகாத்து வருகின்றார் அப்துல்லா அவர்களை ஆனால் அல்லாஹு ஆண்டவன் இந்த உலகத்தின் கண்ணில் இந்த நம்முடைய அருமநாயகத்தை ஆக்க வேண்டும் என்று முதன் முதலாக பாபா ஆலம் அலை சலாத்துவசலாம் அவர்களில் நின்றும் இன்னும் அவர்களுடைய சந்ததியின் வழியாக ஐம்பத்தி தலைமுறையிலே அப்துல்லாவுடைய நெத்தியிலே அருமநாயகத்தினுடைய அந்த நூறு ஜதாலியத்தின் சொல்லக்கூடிய ஒளிவை முத்தாக அமைத்து வைத்திருந்தார் அப்துல்லாவுடைய நெத்தியில் முத்தாக இருக்கின்ற அந்த பேரொழிவாக கூடியது அப்துல்லாவுடைய அழகையும் ஒளிமையும் தெளிவையும் பற்றி சொல்ல வேண்டுமேனால் சொல்லி முடிக்க முடியாது அவ்வளவு பெரிய அழகோடு ஒளிவோடு தெளிவோடு இருக்கின்ற அப்துல்லா அவர்களுக்கு கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒரு வயது வந்ததும் மதினம் மக்கமா நகரத்தில் வாழக்கூடிய பெரும்பெரும் குடும்பத்தை சார்ந்த பெரிய பெரிய செல்வம் பிடித்த சீமான்குடிய மக்கள்கெல்லாம் அப்துல்லாவுக்கு வாழ்க்கைப்பட வேண்டும் என்று எண்ணி முடிக்கூடிய ஒரு வயது வந்ததும் ஆனால் அவர்களுக்கு பொருத்தமான ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று பாரம்பரியமான குடும்பத்தில் பெண்மணியாக விளங்கிக் கொண்டிருக்கினித்தன்மை பொருந்திய ஆமீனா என்று சொல்லக்கூடிய அருமை பெண்மணி அவர்களை தன்னுடைய மகன் அப்துல்லா அவர்களுக்கு மனம் முடித்து முறையில் அழைத்து கொண்டு வந்து மக்கமா நகரத்தில் அப்துல்லாவும் ஆமீனாவும் இரண்டு பேர்களும் ரொம்ப சிறப்பான முறையில வாந்தி வாழ்கின்ற காலம் மாதிரி அவர்களை அவதாரமாக்க வேண்டும் என்று அரசராக இருக்கக்கூடிய அழைத்து அல்லா சொல்லுகின்ற கர்பத்தில் என்னுடைய அவர்களை நான் கர்வாக உருசெய்ய போகின்றேன் அவர்களை கர்ப்பத்தில் வைக்கப் போகின்றேன் ஆகையினால் இன்று நீங்கள் எரியக்கூடிய ஏழு நரகங்களையும் இழுத்து அடைத்து பூட்டி எட்டு சொர்கலோகங்களையும் அலங்காரம் செய்து எல்வர்களும் நீங்கள் வாத்து கூறக்கூடிய முறையிலே சந்தோஷமாக கொள்ளுங்கள் என்று அவ்வாறு உத்தரவு கொடுக்கின்றார் அதன்படி எரியக்கூடிய ஏழு நரகங்களையும் இழுத்து அடைத்து பூட்டி எட்டு சொர்கலோகங்களையும் தானே அலங்காரம் செய்து வானவர்களும் அமரோர்களும் மலாயக்கத்துமார்களும் ஊரிலியர்களும் சிறப்பாகிய அந்த ஒரு நாளை எதிர்பார்கள் அப்படி இருக்க உலகத்தின் கண்ணில் அப்துல்லாவும் ஆமினாவும் அவர்களுடைய அரண்மனையிலே நித்திரியாகி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹு ஜல்லசான ஆண்டவன் அரும நபியை எந்த மாதத்தில் என்ன தாயுடையக்கி வைத்தார் என்பதை பற்றி சீதா புராணத்தில உமர புலோரப்பா நாகரும் கவி மகான் அவர்கள் ஒரு கவியிலே சொல்லி காட்டுகின்றார்கள் அருமநபி ஜனித்ததை பற்றி என்ன சொல்லுகின்றார்களையான முதல் செய்தி வெள்ளீரா ரஜபு முதல் செய்திதி அப்துல்ல முதலிட பேரளி துளங்கி மங்கையா மினார் வயிற்று நிர் தாரித்தது வந்து அருமை நம்பியவர்களை தாயுடைய கர்பத்தில் மகான் அவர்கள் அருமநாயகர் அப்துல்லாவுடைய நெத்தியிலே முத்தாக இறங்கிக் கொண்டிருந்த அந்த பேரொழிவை தாயாகி ஆமிரம்மாவுடைய கர்ப்பாசனத்தில் அவுலாஹு தரிபாடாக்கி வைக்கின்றார் அப்படி தளிபான் ஆக்கி வைத்தான்றி இரவு ஆமினா நித்ரையாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வினாமியத்தில் யார் வந்து அவர்களுக்கு நன்பானாயின் சொல்லுகின்றார்களே ஆனால் கனவில் வந்து அவர்களை நன்மாராயம் கூறி வாழ்த்தி ஆண்டவன் சொல்லுகின்ற மாட்டான் அப்படி படைப்பினங்களுக்கு எல்லாம் மூலப்பொருளா உடைய நபி உங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் பரிபாடாக்கி வைத்திருக்கின்றார் அவர்களின் உலகத்தில் பிறந்தார்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் ஹம்மதி என்பதாக திருநாமம் வைக்கச் சொல்லி மொழிந்திடும் அந்த குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முகம்மது என்பதாக பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி மறைந்தார்கள் இந்த கனவை கண்டா பதறி முடித்து தன்னுடைய கணவரை எழுப்பி தான் கண்ட கனவான சந்தோஷமான கணவருக்கு சொல்ல அவர்களும் கேட்டு மிக்க மகிழ்ச்சி கொண்டவர்களாக இறைவனை போற்றி புகழ்ந்தவர்களாக இருந்து ஜீவித்து வருகின்றார் திருமக்கம்மா நகரத்தில் முதல் மாதம் அருமை நபி வயிற்றை தனித்து ஒரு மாதம் நிறைவு பெறுகிறது அதுபோன்று இரண்டாவது மாதம் ஆமீனம்மா அவர்களுடைய அரண்மனை நித்திரையாக கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அவர்களுடைய மினாமியத்தில் யார் வந்தவர்களுக்கு நன்மாராயன் சொல்லுகின்றார்களே திரிசின் அவர்கள் கனவில் வந்து I got a jolly room. ஒப்பற்ற ஒரு குழந்த பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முகம்மது என்பதாக பேசுற்ற வேண்டும் என்று சொல்லி நபி திரிஸ் அலை சலாத் வலா மறைந்தார்கள் இந்த கனவை கண்டு அவர்கள் மிக்க மகிழ்ச்சி கொண்டு கணவருக்கு சொல்லி சந்தோஷமாகி மக்கமா நகரத்திலே வாழ்ந்து வருகின்றார் இரண்டு மாதம் நிறைவு பெறுகின்றது மூன்றாவது மாதம் ஆரம்பமான பொழுது அதே போன்று ராமீன் அம்மாவாக கூடியவர்கள் அவர்களுடைய அரண்மனையிலே பக்தி நீயார் அம்மா அவர்கள் நித்திராகி கொண்டிருக்கும் போது அவர்கள் யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயம் கூறுகின்றார்களே ஆனால் நபியா வருக கனவில் வந்து மூன்றாவது மாதத்தில் தரிசனமாக சொல்லுகின்றார் ஆமினாவே தாங்குடைய வயிற்றிலே ஆண்டவன் தனிபாடாகி வைத்திருக்கின்ற இந்த குழந்தை இந்த பிள்ளையாக கூடியதே பெயர்கொற்ற ஒரு பிள்ளையாக இருக்குமே இன்னும் இந்த உலகத்தின் கண்ணில் அவர்கள் சத்திய சன்மார்க்கும் என்று சொல்லக்கூடிய நாலாவது வேதத்துக்கு நபியாக இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முகம்மது என்பதாக பேசூட்ட வேண்டும் என்று சொல்லி நபி நூஹல் அடைந்தார்கள் அது கண்டு ஆமினம்மா எழுந்திரித்து தன்னுடைய கிணவருக்கும் சொல்லி சந்தோஷமாக இருக்கின்றார்கள் தாயுடைய கருப்பத்திலே மூன்று மாதம் அரும நபி அமலாக இருக்கின்றார் மூன்று மாதம் நிறைவு நான்காவது மாதம் ஆரம்பமான பொழுது அதே போன்று அவர்களுடைய அரண்மனையில் நித்திரியாகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய மினாமியத்தில் யார் வந்து அவர்களுக்கு நன்ம நயம் கூறுகின்றார்களே கனவில் வந்து இனிதாக தோன்றி வாழ்த்து கூறி சொல்லுகின்றார் ஆமினாவே தான்குடைய வயிற்றிலே ஆண்டவன் தரிபாடாக்கி வைத்திருக்கின்ற இந்த குழந்தை எப்பெயர் குற்ற ஒரு குழந்தையாக இருக்குமே இந்த உலகத்தின் கண்ணில் என்று சொல்லக்கூடிய வேதத்துக்கு நபியாக இந்த உலகத்தில் பிறக்க இருக்கின்றார்கள் நேர்வழி காட்டக்கூடிய நபியாக இந்த உலகத்தில் அவதாரமாக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் ஹம்மதி என்பதாக பேசூட்ட வேண்டும் என்று சொல்லி மறைந்தார்கள் அது கண்ட ஆமீனா சந்தோஷமாகி எழுந்தார்கள் கணவருக்கு சொன்னார்கள் அது அவர்களும் மிக்க மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாக இருக்கும் பொழுது மாதம் நிறைவு ஐந்தாவது மாதம் ஆரம்பமான அதே போன்று யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுகின்றார்களே ஆனால் வாழ்த்து கூறுகின்றார்களே ஆனால் இசுமாயில் நபி அவர்கள் வந்து அவர்கள் எப்பிடுவார் அமீத்தில் சொல்லுகின்றார் தான் கூடிய வயிற்றில் ஆண்டவன் தரித்து வைத்திருக்கின்ற இந்த குழந்தை எப்பேற்குற்றவர்களாக இருக்குமே ஆனால் இவர்களுக்கு பின்னால் நபி கிடையாது கடைசி நபி தீர்க்கத்தரசி அல்லமீ நம்பிக்கைக்குரியவர்களாக சாந்தமுடையவர்களாக சத்தியமுடையவர்களாக பொறுமையுடையவர்களாக ஆண்டவனின் அவர்களை பிறக்கச் ஆகையினால் அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முகம்மது என்பதாக பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி நபி இஸ்மாயில் அலிஸ்லாத்துலாம் அறிந்தார்கள் இந்த கனவை கண்டாமினா எழுந்து கணவருக்கு சொல்லி சந்தோஷமாக இருக்கும் போது அவர்களுடைய தாய் வீட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் மக்காவுக்கு வந்து சூழிக் காப்பு உடுத்துவதற்காக வேண்டி இன்னும் ஆமினாவை ஆமினா அவர்களை நல்ல விதமாக அவர்களை நீராட செய்து வயர்தரமான புத்தாடைகள் உடுப்புகளை எல்லாம் எடுத்து உழித்தி இன்னும் அவர்களுக்கு சூழிகாப்பம் வளை காப்பம் தரித்து இன்னும் அவர்களுத்த பெண்மணிகள் எல்லாம் அலங்காரம் அவர்களை எங்கு அழைத்து போகின்றார்களே ஆனால் அன்றைய நாளையில் மக்கம்மா நகரத்தில் சிறப்பு வாய்ந்த பள்ளியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற கவர்பத்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமிக்க ஆலயத்திற்கு அழைத்து செல்லுகின்றார்கள் அப்படி அந்த ஆலயத்துக்குள் அழைத்து செல்லும் போது அந்த நாளையில் அந்த கோபத்துல்லா பள்ளிவாசலுக்கு அறுபது விக்கிரங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன மக்கமா நகரத்து மக்கள் அறுபது விக்கிரகங்களை பள்ளி அந்த பள்ளியிலே வைத்து வணங்கி வருகின்றார்கள் அதுபோன்று இந்த தெய்வங்களை வழிபடக்கூடிய அந்த கோபத்துல்லா பள்ளிவாசலுக்கு ஆமினாவும் சென்று அவர்களோடு சென்ற பெண்களும் ஒன்றாக சென்று அவர்கள் வேண்டுகின்றார்கள் ஆமினம்மா தன்னுடைய அத அந்த அங்க வைத்து இருக்கக்கூடிய அந்த தெய்வங்கிடத்திலே வேண்டுகின்றார்கள் என்னுடைய வயிற்றிலே ஜனித்திருக்கின்ற இந்த குழந்தைக்கு இந்த அமலுக்கு எந்த விதமா இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார்கள் அப்படி வேண்ட கூடிய நேரத்தில் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற சொல்லக்கூடிய பெரிய பெரிய அந்த விக்கிரங்கள் எல்லாம் இந்த ஆமினம்மா அவர்களுடைய முன்பதாக அடித்து பிறண்டது விழுந்திருமா கால விழுந்து அவர்களுக்கு அவர்களுடைய பார்த்த மற்ற பெண்களும் ஆமினாவும் அப்படி ஆச்சரியம் அடைந்து இது என்ன ஒரு பெரிய ஒரு புதுமையாக இருக்கின்றது என்று எல் பேர்களும் வேந்தவர்களாக விரைந்து பள்ளியை தானே விட்டு அவங்களுடைய அரண்மனைக்கு வந்தார்கள் இந்த முறையில பிவி ஆமின் அம்மாவுடைய வயிற்றிலே தரிமானாய் இருக்கின்ற நம்முடைய அர்மனாய்கிற சூழக்கரின் சல்லா ஒலிவு ஐந்து மாதம் நிறைய பெறுகின்றது ஆறாவது மாதம் ஆரம்ப பொழுது அதே போன்று ராமினம்மா அவர்கள்தான் தன்னுடைய அரண்மனையில் நித்திரையா இருக்கும் போது எங்கள் பட்டினியம்மா ஆறாவது மாதத்திலே அவர்களுடையிலே ஆறாவது மாதம் அது போன்ற நித்திரையாகி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி நித்ரையாகிக் கொண்டிருக்கும்போது அவங்களுடைய மினாமியத்தில் யார் வந்தவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுகின்றார்களே ஆனால் நபி முசால் மினாமியத்தில் தோன்றிய அமினாவுக்கு வாழ்த்து கூறி சொல்லுகின்றார் அமினாவே தாங்களுடைய வயதிலே ஆண்டவன் தைவாடாக்கி வைத்திருக்கின்ற இந்த குழந்தை எப்பேருக்கு ஒரு குழந்தையாக இருக்குமே ஆனால் உலகத்தின் கண்ணில் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவ கடலிலே மூழ்கி கிடக்கக்கூடிய தத்தளிக்கக்கூடிய மக்களை நேர்வழி காட்டக்கூடிய மரக்கலமாக நேர்வழி காட்டக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே பிறக்க இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முகமது என்பதாக பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி நபி மூசா அலிசலாத்து மறைந்தார்கள் இந்த கனவை கண்ட ஆமினம் எழுந்து கணவருக்கும் சொல்லி சந்தோஷமாக இருக்கும் பொழுது அருமை நபி தாயுடைய கருப்பத்தில் ஆறு மாதம் அமலாக இருக்கின்றார் ஒரு நாள் அன்றி அப்துல் முத்தனிப் அவர்கள் தன்னுடைய அருமை கண்மணியா நம்ம அப்துல்லாவை அலிகில் அன்போடி சொல்லிடுமா தன்னுடைய அருமை மகன் அப்துல்லா அருகாமையில் அழைத்து சொல்லுகின்ற மகனே உன்னுடைய ஆறு மாத கர்ப்பசியாக இருக்கின்றார் நீயும் இந்த உலகத்தில் நாலு பேரை போன்று நல்லபடியாக வாழ வேண்டும் நம்முடைய மக்கமா நகரத்தில் உள்ள வியாபாரிகள் எல்லாம் அந்நிய நாட்டுக்கு வியாபாரத்துக்கு செல்லுகின்றார்கள் அதுபோல நீயும் வேண்டுமான பொன்பொருளுடைய வியாபாரத்துக்கு சென்று நீயும் அதீதமான ஒரு லாபத்தை பெற்று வருவாய் மகனே என்று மகனை அனுப்பி வைக்கின்றார்கள் அப்துல் முத்தனிப் அவர்கள் அப்துல்லா வியாபாரத்துக்கு போகும்படியாக கட்டளை இட்டதும் அப்துல்லா மிக்க மகிழ்ச்சி கொண்டு வியாபாரத்திற்காக வேண்டிய பொருள்களைத்தான் என் தயார் செய்கின்றார்கள் ஆயிரம் ஒட்டகையா அப்துல்லா நதியில தெளிந்தெடுத்து விற்பதற்கு பொருளை பெற்றுக் கொண்டு அந்த மக்கமா நகரத்தில் உள்ள வர்த்தக கூட்டத்தார்களோடு ஒன்றாக சேர்ந்து அப்துல்லாவும் அந்த வணிக கூட்டத்தார்களும் எந்த முறையிலே பயணப்பட்டு போகின்றார்களே மக்கள் கையா வாரோ மக்கமா நகரத்தை விட்டு நீங்கி அவர்கள் வியாபாரத்தினுடைய பொதுலமாக திரு மதினமா நகரத்திற்கு வந்து கூடாரங்களை அடித்து அவர்கள் கொண்டு வந்த முதல்களைத்தான் இறைக்கி வைத்து வியாபாரம் செய்கின்றார்கள் அப்படி வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அப்துல்லா கொண்டு சென்ற அந்த முதல்கள் எல்லாம் முதல் விலைக்கு விற்று ஆண்டவனுடைய ஒரு கிருபியை கொண்டும் அருமநாயகர் ரசூலை சொல்லல்லாக வளைவு செல்லாம் அவங்களுடைய ஒரு துவா பறக்கத்தை கொண்டும் அப்துல்லா அவர்களுக்கு அதீனமான லாபமும் அதீனமான ஒரு வரக்கத்தும் பெற்றார்களாம் அப்துல்லா அவர்கள் இப்படி ஒன்றாக சேர்ந்த வியாபாரிகள் எல்லாம் வியாபாரத்தை முடித்து கொண்டு மீண்டும் அவர்கள் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு வேண்டிய பொன் தன்னுடைய நாட்டுக்கு வேண்டுமான வர்த்தக பண்டங்களையும் தானே வாங்கி ஒட்டகத்தின் மீது ஏற்றி அந்த மக்கத்து எல்லாம் ஒன்றுபட்டவர்களாக மீண்டும் தானே கூடி மக்க மாநகரத்திற்கு மதிலாக விட்டு நீங்கி வழி நடந்து வர்த்தக கூட்டத்தார்கள் ஒரு சின்ன கிராமத்தில் வணிக கூட்டத்தாள்கள் எல்லாம் வந்து தங்கி இருக்கின்றார்கள் தங்கி இருக்கின்றது அவர்களுக்கு ஜுரம் காய்ச்சல் அதிகமாக அடித்துக் கொண்டிருக்கின்றது ஆனாலும் அவ்வாஹ ஆண்டு ஒரு அமைப்பின்படி அவனுடைய கவாவின் அவனுடைய ஒரு தப்தீரின்படி அவர்களுடைய கூடாரத்தில் தானே படுத்திருக்க கூடிய நேரத்தில் அம்பாவு தான் ஆண்டு அவனுடைய ஒரு கிருபையை கொண்டும் அவனுடைய ஒரு கதாவை கொண்டும் அப்துல்லாவாக கூடியவர்கள் அபுவா வேணும் தாளத்தில் மரணித்து விட்டார்கள் ஆனால் எவ்வளவு நாளைக்கு இந்த உலகத்தில் உயிரோடு ஜீவித்த போதிலும் படி அபுவா என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர்கள் இது தெரிந்த மற்ற வியாபாரிகள் அனைவருக்கும் வந்து பார்த்து அப்துல்லாவுடைய மரணத்தை பார்த்து மனதிலே தாங்கொண்ணாத துக்கத்தோடும் வருத்தோடும் அமலாக இருக்கின்றார் வியாபாரத்திற்கு வந்த செல்வத்தோடு தன்னுடைய வீட்டுக்கு சென்று தந்தையே தன்னுடைய மனைவியை காணாத முறையில் அல்லாஹு அவர்கள் இந்த இடத்திலே அவர்களுக்கு உபாத்து மரணம் வந்துவிட்டாரே என்று வியாபாரிகள் எல்லாம் மனதிலே தாங்கிக் முடியாத துக்கத்தோடு அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த இறுதி மரியாதைகளையெல்லாம் செய்து கழிவு குள் பாட்டி அந்த அபுமாம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நல்லடக்கம் செய்திடுவார் அப்துல்லாம் அவர்களையும் வணிகர்கள் வணிக கூட்டத்தார்கள் அவர்களுடைய பொன்பொருள்களை ஒற்றையத்திலே ஏற்றி ஆனால் மக்காவுக்கு சென்றால் அப்துல்லாவுடைய தந்தை அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு நாம என்ன பதில் சொல்லுவோம் அதே நேரத்தில் அப்துல்லாவுடைய மனைவி ஆமினம்மா இது கேட்டால் அவர்களுடைய மனம்தான் தாங்கிக் கொள்ளுமா என்று மனதிலே மிக்க வருத்தோடு எழுந்தருங்களை அவர்களுடைய கொண்டு செல்லுகின்றார்கள் கொண்டு போய் முதல் பொன்பொருள்களை இறக்கியதும் அப்துல் முத்தரீப் அவர்கள் அவசரமாகத்தானே வந்து வணிக கூட்டத்தார்களை பார்த்து கேட்கின்றார் என்னுடைய அருமை கண்மணியான மகன் அப்துல்லாவை காணவில்லையே ஆனால் அவங்களுடைய ஒட்டகமும் அவங்களுடைய கொண்டு வந்து இறக்குகின்றீர்களே என்னுடைய உடலுக்கும் உயிருக்கும் கருத்துக்கும் பொருத்தமுடைய மகன் அப்துல்லாவே எங்கே என்று ஆவலோடி கேட்டிடுவார் அப்துல் எங்களுடைய மாவுகள் தடுமாறுகின்றது எங்களுடைய உடல்கள் சோறுகின்றது என்று அந்த வணிகத்தார்கள் கண்ணீர் என்னவென்று சொல்லிடுவோம் நடந்ததொரு உடலும் உள்ளமும் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த இடத்திலே வந்து தங்கி இருந்தோம் அல்லாவுடைய ஒரு தத்திரின்படி தாங்களுடைய மகனுக்கு ஏற்பட்டுடைய ஒரு தன்மையை கொண்டு அங்கே மரணித்து விட்டார்கள் <mile and fingers out> ி என்று சொன்னதும் இந்த செய்தியை கேட்ட அப்துல் முத்தலிபு அப்படியே தன்னை மறந்து தட்டு கிட்டு கை சொல்ந்து மேய்சொல்ந்து மயங்கிய விழுந்திடுவார் பூமியிலே இறந்திடுவார் துன்பத்துக்கும் துக்கத்துக்கும் அளவே கிடையாது மகன் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டவுடனே அப்துல் முத்தரீப் அவர்கள் அப்படியே கீழே பூமியிலே மயங்கி விழுந்து அப்படியே துடியாக துடித்து விட்டார்கள் அருமை மகனே அப்துல்லாவே உன்னை மீண்டும் வியாபாரத்துக்கு சந்திரமகன் திரும்பி வந்து தீதாரை பார்ப்பதற்கு இல்லாது போய்விட்டதே என்று வருந்தினார்கள் துடித்தார்கள் இதே நிலையில அப்துல்லா உபாத் ஆகிவிட்டார்கள் என்ற செய்தி ஆவினாவுக்கு தெரிந்தது அது கேட்டவுடனே அந்த ஆமினம்மா அவங்கப்பட்ட ஒரு துன்பமும் அவர்கள் பட்ட ஒரு துயரமும் பகான் எல்லாம் சொல்லி முடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஆமினாவுடைய ஒரு சோகத்தன்மை இந்த தன்னுடைய கணவர் மரணித்து விட்டார்கள் என்றதும் அப்படியே அவர்களுடைய காவேகத்துக்கு கரும் கூந்தல்கள் எல்லாம் அப்படி மண்ணிலே கிடந்து பிறண்டு அந்த ஆமீன் அம்மாவாக கூடியவர்கள் மனதில் ஆரா துயரத்தோடு முத்து முத்தாய் கண்ணி விட்டு அவர்கள் முகம் சோர்ந்துடுவார் முடியாது அந்த நிலையிலே பூமியிலே கிடந்து உருண்டுகின்றார்கள் இதை உலகத்தில் துக்கத்தையும் கண்டு கண்ணீர் வடித்ததாம் இந்த முறையிலே ஆமீனம் அதன் துக்கத்தோடு அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்துல் முத்தனி அவர்கள் பார்த்தார்கள் நம்முடைய மருமகளோ கர்ப்பசரியாக இருக்கின்றார் ஆனால் கணவன் இறந்த துக்கத்தை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்று அவருடைய பக்கத்தில் வந்து ஆமினாவுக்கு சொல்லுகின்றார்கள் என் அருமை கண்மணியான மருமகளே ஆமினாவே அதாவது அல்லாவுடைய கலாவின்படி தக்தரின்படி நடந்துவிட்டது யார்தான் இந்த உலகத்தில் நீண்ட நாளைக்கு வாழப் போகின்றார்கள் நிச்சயமாக எந்தாவது ஒரு நாள் மரணிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகையினால மரணமென்ற குடிப்பு நாம் குடித்து ஆக வேண்டும் அதை விட்டு யாரும் தப்ப முடியாது ஆவினாவே சபு செய்யுங்கள் நீங்களோ கர்ப்பசிரியாக இருக்கின்றீர்கள் ஆகையினால் அழுகாதீர்கள் ஆனால் எனக்கு மகன் உங்களுக்கு கணவர் ஆகையினால் நீங்கள் கணவரை இழந்துவிட்டீர்கள் நான் மகனை இழந்துவிட்டேன் ஆகையினால் என் அருமை கண்மணியான மருமகளவர்களே உங்களுடைய அழுகியை மாற்றிக் உங்களுடைய மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் என்று பல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி மருமகளுடைய மனதை தேற்றினார்கள் இந்த முறையிலே பிவி ஆமினம்மா அவர்கள் தன்னுடைய மனதை தான் தேற்றியவர்களாக கணவன் இறந்த ஒரு துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஆமீனம்மா ஆகைய நாட்டமாக அவர்கள் மக்கமா நகரத்திலே கணவரை பிரிந்தவர்களாக இருக்கும் பொழுது தாயுடைய கருப்பத்தில் அருமை நம்பி ஆறு மாதம் ஆறு மாதம் அமலாக இருக்கும் போது தந்தையை இழந்து விட்டார்கள் தாயுடைய கர்ப்பத்திலே ஜனித்து இருக்கின்ற அருமை நபி நம்முடைய அருமநாயகே அலைவசல்ல தந்தை இல்லாத குழந்தையாக ஆறு மாதம் அமலா இருக்கும் தந்தையை பிரிந்து விட்டார்கள் இந்த நிலையில அந்த மக்கமா நகரத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் அதாவது என்ன சொல்லுகின்றார்களே ஆனால் இந்த ஆமினம்மாவ கல்யாணம் முடித்துக் கொண்டு வந்தார்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள் இந்த மக்கமா நகரத்தில் அப்துல்லாவுக்கு வாழ்க்கைப்பட வேண்டும் என்று எத்தனையோ பெண்கள் ஏங்கி ஏங்கி இருந்து தன்னுடைய வாழ்நாளையெல்லாம் வீணாளாக கழித்து விட்டார்கள் அப்படி இந்த பெண்களுடைய ஒரு பத்வாவுடைய தன்மையினால அப்துல்லா மரணித்து விட்டார்கள் என்று சில பெண்கள் பேசுவார்களாம் சில பெண்கள் சொல்வார்களாம் இந்த ஆமினா என்று சொல்லக்கூடிய பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு வந்தார் அப்துல் முத்தலீவு என்ன நேரம்னு அந்த அம்மாவுடைய வயத்துல அந்த பிள்ளை ஜனிச்சதோ அந்த பிள்ளையினுடைய ஒரு தன்மையை கொண்டு தந்தையை பிரிந்து விட்டார்கள் என்று அந்த மக்கம்மா நகரத்து பின் வடு பேசினாங்க என்ன நேரம் வந்தார்களோ அதனால அவருடைய கிணவரை இழந்து விட்டார்கள் என்று இப்படி பல குறைகளை சொன்னார்களாம் அந்த காலத்திலே உள்ளவர்கள் இப்பவும் சொன்னாங்களா கல்யாணம் முடிச்சு புது பொண்ணு புதுமாப்பிள வீட்டுக்கு வந்தார்களே ஆனா ஆனா மரணம் மவுத்து எல்லாருக்கும் உண்டு அதே நேரத்தில் கல்யாணம் முடிச்சு புது பொண்ணு வீட்டுக்கு வந்த புருஷம் வீட்டுக்கு வந்ததும் ஏதோ ஒரு லாப நஷ்டம் மாமனாரோ மாமியோ இறந்துட்டா போடனே சொல்லிடுவாங்க காலையில் எடுத்து வச்சுதோ மாமியை தூக்கி திட்டுட்டா இல்ல மர்ம தூக்கி சாப்பிட்டா சொல்லுவோம் நம்ம நாட்டு பழக்கம் அது போல அந்த காலத்திலேயே சொல்லி இருக்காங்க இது மாதிரி ஒரு குறையை சொல்லி இருக்கின்றார்கள் ஆகையினால இதெல்லாம் கேட்டு ஆமினம்மா மனதை தேச்சிவர்களாக இருக்கின்றார் ஆறு மாத நிறைவு ஏழாவது மாதம் ஆமினம் அவர்களுடைய அரண்மனையில் நித்திரியாக கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய மினாமியத்தில் யார் வந்து அவர்களுக்கு நன்மாராய் சொல்லுகின்றார்களே நபியா அவர்கள் கனவில் வந்து மாதம் யார் அவர்களுக்கு நன்மாராயன் சொல்லுகின்றார்களால் ஆமினாவே தாங்களுடைய வயத்திலே ஆண்டவன் தனிபாடாகி வைத்திருக்கின்ற இந்த குழந்தை எப்பேரு கொத்த ஒரு பிள்ளையாக இருக்குமே ஆனால் எப்பேரு கொத்த ஒரு பாலகராக இருக்குமே ஆனால் சாமானியமா உடையவர்கள் அல்ல முகம்மது என்று சொல்லக்கூடிய கலிமாவை இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆகையினால் அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீ முகம்மது என்பதாக பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லிடுமா திருநாமம் வைக்க சொல்லி மறைந்திடுவா நபி தாவ சாவுக்கு இந்த நல்ல செய்தியை சொல்வது என்று சொன்னார் அவங்களுடைய தாய் சவா என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மா இருக்காங்க அவங்க இடத்துல சொல்லி தான் கண்ட கனவையும் சொல்லி இரண்டு பேர்களும் பேசிக் கொண்டு இறைவனையும் புகழ்ந்து இந்த ஏழு மாதம் நபி காயுடைய கிர்பத்திலே தினைத்திருக்கின்றார் நிறைவு பெறுகின்றது ஏழு மாத நிறைவாகி எட்டாவது மாதம் அது போன்ற ஆமினம்மாவுடைய கனவிலே ஆமினம்மாவுடைய மினாமியத்திலே யார் வந்து அவர்களுக்கு நன்மாராய் என்று சொல்லுகின்றார்களே ஆனால் நபி சுலை அலி சுனாத்துலாம் இந்த உலகத்தையெல்லாம் ஒரே குடையில் ஆண்டு கொண்டிருந்த நபி சுலைமான் அவர்கள் இன்னி எட்டாவது மாதம் தோண்டி ஆமீனாவுக்கு சொல்லுகின்றார்கள் உண்மையுள்ள எட்டாவது மாதம் நபி சுலைமான் சொல்லுகின்றார் வைத்ததுக்கு ஒரு பிள்ளையாக இருக்குமே நேர்வழி காட்டக்கூடியவர்களாக தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்துக்கு உரிய நபியாக இந்த உலகத்தில் அவர்கள் பிறக்க இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முகம்மதி என்பதாக பெயர் சூட்ட வேண்டும் என்று மிக்க மகிழ்சி கொண்டு தன்னுடைய சபா அம்மாவுக்கு சொல்லி சந்தோஷம் அடைக்கின்றார்கள் சுபான் எட்டு மாதம் அரும நபி தாயுடைய கிருப்பத்தில அப்படி எட்டு மாதம் நிறை பெறுகின்றது மாதம் ஆரம்பான பொழுது அதே போன்று அவர்களுடைய மினாமியத்தில் யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயம் கூறுகின்றார்களே ஆனால் அவர்கள் கனவில் வருது சொல்லிடுவார் ஆமினாவுக்கு நன்மாராயம் கூறி சொல்லுகிறார்கள் ஆமினாவே தாங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் தரிபாடாக்கி வைத்திருக்கின்ற இந்த குழந்தையை பேர்குத்தவர்களாக இருக்குமே ஆனார் அவள் நபி இந்த நபியை படைக்கவில்லை என்று சொன்னால் எதையுமே படைத்திருக்க மாட்டார் அப்படி படைப்பினங்களுக்கெல்லாம் மூலப்பொருளாவுடைய அருமநாயகம் வரைவு செல்லும் அந்த அருமை நபி இறுதி நபியாக கடைசி நபியாக இவங்களுக்கு பின்னால் நபி கிடையாது ஆகவே இறுதி நபியாக உங்களுடைய வயிற்ற தரிபாடாக்கி வைத்திருக்கின்றார் அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முகம்மது என்பதாக பேசுட்ட வேண்டும் என்று மாதம் கர்பம் என்பதாக சொல்லுகின்றார்களே ஒன்பது மாதம் ஹமல் என்பதாக சொல்லுகின்றார்களே என்று அந்த தன்மையை பார்த்து அந்த சபா அம்மா சொல்லுகின்றார்கள் உலகத்துல அதாவது பெண்கள் அமல் உண்டாகி விடுவார்களே ஆனால் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு பழக்கம் உண்டு ஆமினம்மாவாக கூடியவர்கள் இனிப்பையோ குளிப்பையோ உறப்பையோ எதையுமே அவங்க விதிப்பி சாப்பிட்டது கிடையாது அது மட்டுமல்ல ஆமீனம்மா கர்ப்பசிரிகளுக்கு உண்டான அடையாளங்கள் எதுவும் அவங்க தெரியவில்லை உலகத்துல பெண்கள் அமல் திரித்து விடுவார்களே அந்த கர்ப்பத்தினுடைய தன்மையை கொண்டு அந்த பெண்களுடைய அழகு குன்றிவிடும் வயறுகள் நல்ல முறையில அதாவது ஆகக்கூடியது கர்ப்பஸ்ரீ அமைந்திருக்கும் அது மட்டுமல்ல கண்கள் பூப்படைந்திருக்கும் உரடுகள் வெளுத்திருக்கும் பசு நரம்புகள் எழுந்திரித்திருக்கும் இது போன்ற ஒரு தன்மை கர்ப்பஸ்ரிகளுக்கு உண்டு அது போன்ற எந்த காட்சியும் பிவி ஆமினம்மாவுக்கு கிடையாது எதையும் அவர்கள் விரும்பி சாப்பிட்டதும் கிடையாது ஆனா இப்போ உலகத்துல பெண்கள் அமல் தெரித்தவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு பழக்கம் உண்டும் சில பெண்கள் இனிப்பை விரும்பி சாப்பிடுவாங்க சில பெண்கள் புளிப்பை விரும்பி சாப்பிடுவார்கள் சில பெண்கள் உறப்பை சாப்பிடுவார்கள் சுருக்கமாக சொன்னா சில பெண்கள் அதாவது அந்த கர்ப்பஸ்திரிகளாக கூடியவர்கள் மண்ணையும் திம்பாங்க சாம்பலையும் திம்பாங்க இது பெண்களுடைய ஒரு சுவாகம் ஆனா அது போல ஆமினம்மா எதையுமே அவங்க விரும்பி சாப்பிடுறது கிடையாது ஒரு ஆமினியில நபிமார்கள் சொல்லி சென்றதுக்கு பின்னால மலாய்கத்துமார்களும் மலக்குகளும் தானே அணியணியாக வந்து இறங்கி அவர்களுக்கு நன்மாராயம் கூறி வாழ்த்தி செல்லுவார்களாம் இந்த முறையிலே ஒம்போதுமா அமலாக இருக்கின்ற சொல்லுகின்ற அம்மா எனக்கு கர்ப்பத்தினுடைய வேதனை தோன்றுகின்றது என்று சொன்னதும் இதை கேட்ட சபா அம்மா நாம் தனியாக இருக்கின்றோமே நம்முடைய மகளுக்கு கர்ப்பத்தினுடைய ஒரு தன்மை தோன்றுகின்றதே குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அறிகுறிகள் தென்படுகின்றதே அவங்களுக்கு துணை வேண்டுமே என்று அப்துல் முத்தரீப்பு ஆட்சியில் அனுப்பி வைத்தார்கள் அப்துல் முத்தரீப் அவர்கள் அவசரமாக ஆமினம்மாவுடைய வீட்டுக்கு வந்து அவருடைய நிலையைத்தானே கன்றி பெண்களுக்கு பெண்கள் உதவி செய்ய வேண்டும் அதாவது கர்ப்பஸ்ரீகளுக்கு அந்த பிரசவத்துடைய தன்மையில் அவர்களை பாதுகாப்பாக பெண்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே என்று அக்கத்து வீட்டுகளில் போய் கூப்பிட்டான் அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டுகளில் போய் பெட்டுகளை அழைத்தான் என்ன என்னுடைய மர்மகள் அதாவது குழந்தை பேர் காலத்துக்குரிய ஒரு நேரமாக இருக்கின்றது இதற்கு நீங்கள் வந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அழைக்கின்றார்கள் அப்ப அந்த பெண்கள் சொல்லுகின்றார்கள் அப்துல் முத்தனீப் அவர்களே உங்களுடைய மகன் அப்துல்லாவுக்கு வாழ்க்கைப்பட வேண்டும் என்று பல ஆயிரக்கணக்கான பெண்கள் கவம் ார்கள் எல்லாம் விட்டு வெறுத்து மதினாவில் போய் உங்களுடைய மகனுக்கு கல்யாணம் முடித்து கொண்டு வந்தீர்கள் அல்லவா அங்க போய் உங்களுடைய மருமகளுக்கு பிரசவம் பார்ப்பதற்கு ஆளை கூட்டிக்கிட்டு மறந்து கூட உங்க தலைவாசல நாங்க கால் எடுத்து வைக்க மாட்டோம் என்று அந்த மக்கத்தில் உள்ள பெண்கள் சொன்னார்களா சுபகானல்ல எந்த நேரத்தில் அவர்கள் பழிதீர்த்து கொள்ளுகிறார்கள் என்பதை பற்றி எண்ணி பார்க்கணும் அதே நேரத்துல அல்லாவுடைய நாட்டம் என்னவென்றால் அருமநபியினுடைய பிரசவத்தை உலகத்துடைய பெண்கள் யாரும் பார்க்கக்கூடாது அந்த முறையில் அல்லாவுடைய நாட்டம் அப்படி இருக்காட்டில் செல்வந்தனுடைய மகள் அதாவது பெரிய பெரிய படம் ஒரு சீமானுடைய மகள் மக்கமா நகரத்தில் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு மனைவியாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வோமையானால் அப்துல்லாவுடைய வயிற்றிலே ஜனிக்க வேண்டும் என்று அப்துல்லாவுடைய விவரத்தை கேள்விப்பட்டார்கள் அப்ப மக்கத்தில் உள்ள பெண்கள் சொன்னாங்க அம்மா நீ எவ்வளவோ தூரத்துக்கு அப்புறமாக இருந்து வந்திருக்கின்ற இதே மக்கமா நகரத்துல அந்த அப்துல்லாவுக்கு வாழ்க்கை பெறணும் அவருடைய நெற்றியில இறங்கி கொண்டிருந்த அந்த முத்து அந்த பிரகாசம் அந்த ஒளிவு நம்முடைய வயிற்றிலே ஜனிக்க வேண்டும் என்று பெண்கள் இயங்கி இருந்தோம் எங்களை எல்லாம் வெறுத்து மறுத்து மதினாவில் போய் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க ஆனா அந்த அப்துல்லாவும் உபாத்தாகிவிட்டார்கள் ஆமின் அம்மாவும் அதாவது குழந்தையினுடைய பேர் ஒரு நேரத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தன்மையை அந்த பெண்ணுக்கு விளக்கி சொன்னார்களா இது கேட்ட அந்த அம்மாவும் சென்று விட்டார்கள் இப்படி இருக்க ஆவின் அம்மாவுடைய கர்ப்ப வேதனை அதிகரித்ததும் அப்துல் முத்தரீப் அவர்களை அக்கம்பக்கத்தில் உள்ள பெண்களை மனதிலே கொண்டவர்களாக ஆண்டவனைக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையே என்று அவர்கள் விரைந்து காபத்துள்ளா பள்ளிவாசருக்கு சென்று ஆண்டவனை வேண்டுகின்றார்கள் ஆண்டவனே என்னுடைய மருமகளோ பிரசவத்தினுடைய வேதனையினால் அவர்கள் வேதனை பெற்றுக் அவருக்கு அவர்களுடைய வேதனையை நீக்கி அவர்கள் சுக பிரசவம் ஏற்படுவதற்குரிய ஒரு வழியை நீதான் வகுக்க வேண்டும் என்று ஆண்டபரிய வேண்டி நின்ற அப்துல் முத்தலீப் பெரியவர்கள் பள்ளிவாசல் என்று ஆண்டவனை வேண்டிக் இருக்கின்றார்கள் அப்துல் முத்தலீப் அவர்கள் அவர்கள் அப்படி இருக்க அல்லாஹூ ஜல்ல ஆண்டவன் மலாய்கத்துமார்களையும் ஊரிலின் பெண்களையும் அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றார் கண்ணில் என்னுடைய பிறக்க போகின்றார்கள் அவர்களை பிறக்கக்கூடிய ஒரு நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் ஆகையினால் அவர்களுக்கு உலகத்துடைய பெண்கள் யாரும் அந்த பிரசவத்தை பார்க்க பார்ப்பதற்கு தகுதி கிடையாது நீங்கள் சென்று அவர்களுக்கு பிரசுவம் பார்த்து வாருங்கள் என்று அவ்வாறு உத்தரவு கொடுக்கின்றார் அதன்படி சொர்க்கத்து ஹூரலியின் பெண்கள் எல்லாம் உலகத்திலே சொர்க்கத்தினுடைய வயதமான புடவைகளையும் உடுப்புகளையும் மாசு திரவியங்களையும் தான் எடுத்து அணிந்து இன்னும் அலங்காரம் செய்து சொர்க்கத்தினுடைய ஹூரலியன்கள் என்று சொன்னால் எப்படி இருப்பார்கள் ஆக எண்ணி பார்க்கணும் ஆனால் அவர்கள் அப்படி அழகோடு ஒளிவோடு தெளிவோடு அணியணியாக ஊரில் பெண்களாக கூடியுள் மக்கமா நகரத்தில் வந்தங்க இறங்கிடுவா மாணவ அவர்கள் வகர்ந்து இருக்கக்கூடிய அந்த முடியுடைய ஒரு தன்மையும் மக்கத்தில் உள்ள பெண்கள் இந்த பெண்களை பார்க்கும் இது உலகத்தில் உள்ள பெண்கள் தெரியலையே இந்த பெண்களுடைய அளவும் ஒளிவும் தெளிவும் இவ்வளவுதான் சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க சிறப்பா போறாங்க இந்த பெண்களுடைய ஒரு அழகை பார்க்கும் போது மற்றொரு பெண்கள் ஆண்டவன் சந்திரசூரி என்று சொல்லக்கூடிய அந்த ஒளிவில் இந்த பெண்களை படைத்தானோ என்று சொன்னார் இல்லை இல்லை இந்த பெண்களை அதாவது ஆண்டவனுடைய ஒரு கிருமியை கொண்டு இன்னும் மழை இடி இடித்து மின் வெட்டினால் அதனுடைய ஒளி எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது ஒளிவை கொண்டு இந்த பெண்களை படைத்தானோ என்று பெண்கள் பேசிக்கொண்டிருக்காங்க அதே நேரத்தில் அந்த பெண்கள் ஆமினம்மாவுடைய வீட்டுக்கு அணியணியாக போய் கொண்டிருக்கின்றார்கள் இந்த முறையில் ஆமினம்மாவுடைய வீட்டுக்குள் ஊழியின் பெண்கள் எல்லாம் வந்திடுவா மீண்டும் அங்கே யாரை அனுப்பி வைக்கின்றான் அவர்களையும் பெற்றெடுத்த தாயாகிய மரியும் பிவி அலித்து அவர்களையும் அல்லாஹு அனுப்பி வைக்கின்றார் நீங்கள் இரண்டு பேரும் சென்று ஆவினாவுடைய வலதுபுறமும் இடதுபுறமாக நின்று அவர்களுக்கு நீங்கள் பிரசவத்தை கவனித்து வாருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு அதன்படி உலகத்தினுடைய மாநில வடிவை போன்று என் ஆசியாவும் அரியம்பிவி இரண்டு பேர்கள்தானே வந்து இறங்கி ஆமினம்மாவுடைய திருமனைக்குள் சென்று ஆமினாவுடைய வலதுபுறமும் ஆமினாவுடைய இடதுபுறமாக இரண்டு பேர்களிருந்தானே நின்று கொண்டு அவர்களுக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகளைத்தானே சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் சுபகானந்தா அமரோர்களும் ஊரில் பெண்களும் அணி அணியாக ஆமினம்மாவுடைய வீட்டில வந்திருப்பதை பார்த்தால் காவல்றையில் அல்ல அவருடைய கட்டளைக்கேற்ப ஆமினம்மாவுடைய வீடு சொர்க்குலோகம் போன்று இருக்கின்றதா இந்த முறையிலே இருக்கும் பொழுது அவ்வா சந்திரசாணத்தால் ஆண்டு கிருமியை கொண்டு கற்ப வேதனையினுடைய தன்மையினால் கர்ப்பத்தினுடைய ஒரு நோவினை நான் வேதனை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆமினம்மா அவர்களுக்கு அவ்வாறு ஜல்லசானத்தான் ஆண்டவன் உத்தரவு கொண்டு ஒரு மதக்காக கூடியவர்கள் ஒரு அமர ஒரு மதகர கிண்ணத்தில் சொர்க்கலோகத்துடைய பானக்கத்தை தான் கொண்டு வந்து இன்னும் ஆமீனம்மாவுடைய வீட்டில் இன்னும் அந்த வானிலோ அமரவர்கள் மலாயகத்தில் உருளின் குடியிருக்க வேண்டிய அந்த கூட்டத்திற்குள் ஒரு பெண்ணுடைய கையில கொண்டு வந்து கொடுத்தார்கள் அதை ஒரு குரிலின் பெண்மணி வாங்கி அதை கொண்டு சென்று ஆசியா மரியத்து கையில் கொடுக்க அவர்கள் தான் என்னை வாங்கி ஆமீன் அம்மாவர்களுக்கு அந்த சொர்க்கத்துடைய பானகத்தை குடிக்கும்படியாக கொடுத்தார்கள் கொடுத்தவுடனே ஆமீன் அம்மா அதை வாங்கி குடித்ததும் அவங்களுடைய கர்ப்ப வேதனை நீங்கி அவங்களுடைய திரேகம் அப்படியே வியர்த்து விட்டது நின்றும் ஒரு வெண்பாக கூடியதுாவாக கூடியது பறந்து வந்து ஆமினம்மாவுடைய வீட்டுக்குள் சென்று ஆமீனம் முன்பதாக நின்று அந்த சொர்க்குலோகத்தினுடைய வெண் பச்சையாக கூடிய அதனுடைய கொண்டு மெல்ல நல்ல வீசியிடுமா மெல்லி அருகும் முன்னால வந்து அந்த பச்சியினுடைய காற்றுப்பட்டும் எழுந்த அந்த அடங்கி சலாமித்து பெற்றார்கள் அப்படி இருக்கும்போது மீண்டும் உத்தரவு என்னுடைய நபி இந்த உலகத்தில்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 அதனுடைய ஒரு சிறப்பு இவ்வளவுதான் நாம சொல்லி முடிக்க முடியாது நபியினுடைய ஜனத்தை பற்றி நபியினுடைய அவதாரத்தை பற்றி ஆகையினால் அருமை பெரியவர்களே தோழர்களே தாய்மார்களே அருமநாயகம் அவர்கள் பிறந்த ஒரு சிறப்பை பற்றி நாம் சொல்லி முடிக்க முடியாது இந்த முறையிலே ஆமின் அம்மாவை அலங்காரம் செய்தவர்களாக கூறின பெண்கள் எல்லாம் கூறியிருக்கார் மீண்டும் அல்லாஹூ ஜெல்லசாரத்தால் ஆண்டனுடைய உத்தரவு கொண்டு என் அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பானக்கத்தை கொண்டு வந்து கொடுக்கும்படியாக குடிக்கும்படியாக கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அதை வாங்கி அது போன்று ஆமினாவுக்கு குடிப்பாட்டினார்கள் ஆமினா வாங்கி அதை சாப்பிட்டதும் என் அந்த கர்ப்பமாக குடிதாபடி இழகி என் கர்ப்பாசனத்தை வென்று இந்த நம்முடைய பெருமானார் நபி முகமது சொல்ல பிறக்கக்கூடிய ஒரு நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் அல்லாஹு ஜெல்லிசாமி தான் ஆண்டவன் வானிலோகத்தின் வழக்குகளுக்கெல்லாம் அரசராக இருக்கின்ற ஜிப்ரெயில் அலிஸ்லாத்து வலாம் அவர்களை அழைத்தல்லாம் சொல்லுகின்றார் யா ஜிப்ரிலே என்னுடைய ஹபீப் உலகத்துல பிறகு போறாங்க பிறக்கக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது ஆகையினால நீங்கள் இந்த எரியக்கூடிய ஏழு நரகத்தையும் இழுத்து அடைத்து பூட்டி எட்டு சொற்களும் அலங்காரம் செய்து சொற்கத்தினுடைய கபல கஸ்தூரிகளை தான் அள்ளித்தளித்து எல்லாரும் சந்தோஷமாக இருங்கள் என்ற உத்தரவு கொடுக்கின்றான் அதன்படியே அர்ம நபியினுடைய அவதாரத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நபி முஹம்லாஹு அலிவசம் அவர்கள் தாயுடைய கர்ப்பத்தை விட்டு இந்த உலகத்தில் எப்படி பிறகு என்ற ஒரு சிறப்பை பற்றி சீதா புராணத்திலே உமரப்போறப்பா ரொம்ப சிறப்பான முறையிலே பாடி காட்டுகின்றார்கள் நபியினுடைய ஒரு பிறப்பை பற்றி மகானவர்கள் என்ன சொல்லுகின்றார்களே ஆனால் கோதமே கணிந்த கொவை ஆயிரம் பெயர் வாழ்ந்த திதர நெருங்கி செய்திருப்ப செழுங்கமலாசன திருந்து உதிரம் மன இடத்திலிருந்து மா நிலத்தில் ஆதாரம் பெருக நல்வழி பொருளாய் அவமதி தோன்றின குமரப்புல அப்பா சிறப்பான முறையிலே கவியிலே சொல்லி காட்டுகின்றார்கள் அருமை நபி அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி பிறந்தார்கள் என்ற ஒரு தன்மையைப் பற்றி கோதர பழுத்து மதுரமே கனிந்த கொவ்வை வாழ்த்த குற்றமர கொம்ப கொவ்வை பழம் எவ்வளவு அழகாக இருக்கின்றதோ அது போன்ற உதவுகளை உடைய கூவிலின் பெண்கள் எல்லாம் ஆமினம்மா அவர்களுடைய அருகிலே நெருங்கி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 அருமநதி பிறந்ததும் ஆமினம்மாவுடைய திருமண எப்படி இருந்தது கிடந்தொடி பரப்பி உலகத்தில் பிறந்தவுடனே அரும்ப நாயகத்தினுடைய திருவழிவு எங்கும் ஏக பிரகாசமாக இறங்கி கொண்டிருந்ததா வாசம் கொப்பளித்து அவங்களுடைய திரிகத்தில் எழக்கூடிய அல்லாஹூ ஜல்லசாக ஆண்டவனுக்கு நேராக இன்னும் தலையை உயர்த்தியவர்களாக சுஜூது செய்யக்கூடிய முறையிலே அர்மநாயக ரசூலேக்கரின் அறிவசல்ல தன்னுடைய காலை மடித்து இன்னும் களிமா விரலை உயர்த்தியவர்களாக அருமநாயகரசூலேக்கரில் செல்லெல்லாகு அறிவு செல்லம் இந்த உலகத்தில் பிறந்தார்களாம் இன்னும் அவருக்குரிய ஒரு ஜனனம் அவர்களுடைய ஒரு பிறப்பு அவர்களுடைய ஒரு இந்த உலகத்தில் அவதாரமான ஒரு தன்மையை பற்றி சொல்வதென்று சொன்னால் சொல்லி முடியாது ஆகவே நம்முடைய அரும்பநாயகர சூரியகிரியின் சொல்லம் ராகும் அறிவு சொல்லம் இந்த உலகத்தின் கீழ் எவ்வளவு சிறப்பாக அவர்கள் உலகத்தில் அவதாரமாக இருந்தார்களே ஆனால் கண்ணில் சூருவும் காடும் காவறை தான் பகைத்து மருன்னுடனே ஹபீபு முஹம்மது தான் எப்பொழுதும் தான் வைதி இருந்த துடக்கு வரில் அறிந்து மறுபுண்ணத்துடனே ஹபீபு முகம்மது தான் பிறந்தார் அம்மன் அபி அவர்கள் பிறக்கின்ற பொழுது அவங்களுடைய தலையிலே எண்ணெய் தேய்த்தவர்களாக கண்ணிலே சுருமாயிட்டவர்களாக தொப்புள் அறுக்கப்பட்டவர்களாக சுண்ணத்து செய்யப்பட்டவர்களாக நம்முடைய பெருமானார் இந்த உலகத்தில் பிறந்தார்களா சுபகான் அவர்களுடைய ஒரு ஜனனம் அவர்களுடைய ஒரு பிறப்பு ரொம்ப சிறப்பு தன்மையாக இருக்கும் இந்த முறையிலே அருமநபி உலகத்திலே பிறந்தார்கள் ஆனால் அவர்கள் எந்த மாதம் எந்த நாள் உலகத்தில் பிறந்தார்கள் என்ற ஒரு சிறப்பை பற்றி அப்பா சொல்லுகின்றார்கள் என்ன சொல்லுகின்றார்களே ஆனால் செம்மையோட்டி கடகரிக் கலகம் தீந்தவின் ஐம்பதாம் நாளில் அம்மதி மாதம் தொகையினில் ரபியுள் அவ்வள பனிரெண்டாம் தேதி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 காபத்துல்லாவை இடிப்பதற்காக ஆயிரக்கணக்கான யானைகள் இரும்பு வழக்குகளை கொண்டு வந்து மக்காவுக்குள் பிரவேசிக்கின்ற பொழுது மக்கமா நகரத்து மக்கள் எல்லாம் அப்துல் முத்தனீப் இடத்திலே போய் சொன்னார்களா அப்துல் முத்தனீப் அவர்களே யானைப்படை காபத்துள்ளா பள்ளிவாச இடிப்பதற்காக நெருங்கிக் கொண்டிருக்கிறதே நீங்கள் பார்த்துக் என்று சொல்லும் பொழுது அப்துல் முத்தரீபு சொன்னார்களான் என் அருமை தோழர்களே நம்மளுடைய வீடுகளை நம்முடைய இல்லங்களை இடிப்பதற்காக யானைப்படை வந்தா நாம எதிர்க்கணும் ஆனால் கௌபத்துல்லா பள்ளிவாசலோ அது அல்லாவுடைய பள்ளிவாசல் முதன் இந்த உலகத்தில் கட்டப்பட்ட கட்டிடமே காபத்துல்லா பள்ளிவாசல் உலகத்தில் முதன் முதலாக கட்டிடம் காபத்துல்லா அல்லாவுடைய உத்தரவு கொண்டு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 வரண்டு தன்னுடைய நாட்டிற்கு சென்று ஆபிரஹான் சொல்லுகின்ற அப்படியே எல்லாரும் பஸ்பமாக நீந்தி விட்டார்கள் அழிந்து விட்டார்கள் என்று சொன்னதும் ஆபரஹான் ஏளனம் செய்தார் பட்சியாவது சிறிய கற்களை கொண்டு வந்து வைப்பதாவது எல்லாரும் மாழுவதாவது என்று சொன்ன உடனே ஒரு பட்சி மட்டும்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 நம்முடைய அருமநாயகரசூலேக்கரின் செல்லல்லாக ஒரேவு செல்லாம் பிறந்தார்கள் என்ற ஒரு சிறப்பை பற்றி உமரப்புலோரப்பா சீராக சொல்லுகின்றார்கள் செம்மையும் போட்டு கடகரி கழகம் தீர்ந்த பின் நாளில் கடகரி கழகம் என்று சொன்னால் யானை கழகம் நடந்து முடிந்த ஐம்பது நாளைக்கு பின்னால அம்மதி மாதம் தொகையிலும் ரபியில் அவ்வளாம் பனிரெண்டாம் தேதி ரபியில் அவ்வல் மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று அருமை நபி அவர்கள் திங்கக்கிழமை சுப்புகுடைய நேரத்தில் அருமநாயக ரசூலேக்கரையும் சல்லல்லாகு வரைவு செல்லும் இந்த லோகத்திற்கும் மறு உலகத்திற்கும் உண்மையன் உரைக்கும் புவனமும் மூணு லோகத்துக்கும் நபியாக நம்முடைய அருமநாயக ரசூலேக்கரையும் சல்ல அல்லு வரைவு செல்லும் இந்த உலகத்தில் அவதாரமானார்களாம் பிறந்தார்களாம் அது மட்டுமல்ல அருமநபி அவர்கள் எந்த இடத்தில் பிறந்தார்கள் எந்த இடத்தில் அவர்கள் ஜன்னமானார்கள் என்ற ஒரு சிரத்தையும் பற்றி அப்பா கவியில சொல்றாங்க அவர்களுடைய திருமனையில நம்முடைய பெருமானார் நபி முகமதின் அறிவு செல்ல அவர்கள் பிறந்தார்களாம் அப்படி பிறந்த நாள் அன்று அங்கு என்ன என்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 பதினாலு மாடி கட்டிடம் அருமநபி பிறந்த அன்னைக்கு அப்படியே வச்சி அது பாய சுருட்டியதைப் போன்று அந்த தண்ணீர் இழுத்துக் கொண்டு போய்விட்டதா வச்சி வறண்டு விட்டதா அருமநபி பிறந்த அறுநூறு ஆண்ட காலமாக நெருப்பைத்தானே கொழித்து அணையாத அந்த நெருப்பை கடவுள் என்று ஆண்டவன் என்று அந்த வரிசியா நாட்டு காவர்கள் வணங்கி வந்தார்கள் அப்படி வணங்கி வரப்பட்ட அந்த பெரும் நெருப்பாக கூடியது அருமநாயகர சூரியல்லாகு வரைய சொல்ல பிறந்த அன்னைக்கு அந்த நெருப்பு அப்படியே நூந்து அழிந்து விட்டது அது மட்டுமல்ல நம் அருமநாயகர் அவங்க பிறந்த அன்னைக்கு இபிலிசானுடைய சிங்காசனா கடலிலே நடு கடலில் அந்தரமாக அமைத்து வைத்திருந்த அவனுடைய சிங்காசனா அப்படி இடிந்து நொறுங்கி கீழே விழுந்து விட்டது அவனுடைய இருப்பிடங்கள் எல்லாம் அழிந்து விட்டது இந்த முறையில் நம்முடைய பெருமானார் நபி முஹம் முஸார் வரைவசல்லாம் அவங்களுடைய ஒரு ஜனனம் அவங்களுடைய ஒரு பிறப்பு அவங்களுடைய இந்த உலகத்தில் அவதாரமான ஒரு சிறப்பு இப்படி அருமன்பி பிறந்த ஒரு சிறப்பை பற்றி சொல்வது சொல்லி முடிக்க முடியாது அவ்வளவு பெரிய சிறப்போடு அருமன்பி அவர்கள் இந்த உலகத்தில் பொழுது அவர்களை எடுக்க வேண்டும் என்று ஊரில் பெண்கள் ஒருவருக்கொருவர்கள் முன்னணியாக அருமன் நபி எடுக்க வேண்டும் என்பதாக அடுத்த உடனே அல்லாஹூ ஜல்லசான உத்தான் ஆண்டவன் யாரை அழைத்து சொல்லுகின்றானே ஆனால் வானோசரானி புரி அருகில் அழைத்து சொல்லுகின்ற யாரும் தொடக்கூடாது முன்பதாகவே நீங்கள் சென்று என்னுடைய என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கிறார் அதன்படி வானவர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கு குடினா துமஸ்லா வந்தங்கிறங்கினார்கள் ஆமீனார் திருமண வானவர்க்கு அரசரான திருமணையில் தண்ணீரில் தானே போய் அவர்களை முழு காட்டி அவர்களை தான் துடைத்து உட்புகளை தான் உடுத்தி முந்தகத்தடிய வைத்துமார்களும்னக்கு ஜப் நம்முடைய அருமநாயகர சூரியகிரியின் சொன்னதாக திருநாமும் வைத்தியிடுவார் சிறப்போடும் மகிழ்ந்த முந்தகா என்று சொல்லக்கூடிய மனத்தடியிலே கொண்டு வைத்து வானவர்கள் கூட்டங்கள் எல்லாம் கூடியிருந்து அவர்களுக்கு என்பதாக பெயர் நாமத்தையும் வானவர்கள் எல்லாம் மகிழ்ந்தார்களா வானலோகமும் எல்லா லோகங்களும் சிறக்கின்ற எல்லா உலகங்களும் சிறப்பிக்கக்கூடிய முறையிலே அரும நபி அவர்கள் அவர்களுடைய ஜனனமும் அவர்களுடைய பிறப்பும் அவங்களை அல்லாஹு படைக்கவில்லை என்று சொன்னால் அந்த அப்பேருக்கு சிறப்புக்குரிய அருமை நபி அவர்களை கொண்டு வைத்து முகமது என்பதாக பேர்நாமத்தையும் சூட்டி சொர்க்குடைய மாணிக்கு தொட்டில் தான் அவர்களை இட்டு மலாய்கிமார்களும் ஊரிலின் பெண்களும் கூடி கூடியிருந்து அருமன் அபி அவர்களை தான் அவர்கள் சூழ்ந்து நின்று கொண்டு அவர்களை தான் பிள்ளை கொருமலே ஒன்னு ஆயிரம் புராணிமா அவர்கள் தொட்டில் பிரித்தாடின அவர்களை வைத்து அவர்களை பாடி அவர்களை வாழ்த்து கூறி சொல்லுகின்றார்கள் ஜிப்ரீல் அலி சுல்லாத்துலாம் அவர்களுக்கு அல்லாஹு உத்தரவு கொடுக்கின்றார் யார் ஜிப்ரீலே என்னுடைய ஹபீபை என்னுடைய முகம்மதை இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களுக்கும் கேட்கக்கூடிய முறையிலே அவங்களுடைய சிறப்பை பற்றி சொல்லி அவங்களுடைய தாயாகி ஆமினாயிடத்திலே கொண்டு போய் கொடுத்து வாருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றார் அதன்படி ஜிப்ரில் அலி சுலாத் கையில எடுத்துக்கொண்டு உலகத்தில் வாழக்கூடிய ஜீவன்களுக்கு எல்லாம் கேட்கக்கூடிய முறையிலே சொல்லுகின்றார்கள் இந்த முகம்மது என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு இவர்களை நபி என்று இவர்களை அல்லாவுடைய ரசூல் என்று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 சபா அம்மா என்று சொல்ல கூடிய அந்த தாயுடைய மடியிலே கொண்டு வந்து வைத்தார்களா அந்த அம்மா இருக்கிற ஏந்தி வாங்கி சபா அம்மாவுடைய மடியிலே வைத்தார்களா வைத்த உடனே அதே நேரத்தில் அருமை நபியவர்கள் அதாவது சபா வாங்கி மடியிலே வைத்ததும் அதாவது பிள்ளைக்குரிய முறையோடு அவர்கள் அழுதார்கள் அழுதவுடனே அல்லாவுடைய ரஹமத்து சபா உண்டாவதாக என்று அசிரியர் ஏற்பட்டது அல்லாவுட் ரஹமத்து சபா அம்மாவுக்கு உண்டாவதாக என்று அஸ்திரி ஏற்பட்டதும் அந்த அம்மாவுடைய கண்களுக்கு அதாவது இந்த ஊனக்கண் என்று சொல்லக்கூடிய அந்த கண் மறைந்து அந்த அம்மாளுக்கு ஞானக்கண் என்ற ஒளிவு பிரகாசமாகின்ற அந்த அம்மாள் கண்ணுடைய ஒளிவுக்கு அவர்களுக்கு என்ன தெரிகின்றது ஆனால் சாம்ராச்சியம் ரூம் ராச்சியங்கள் எல்லாம் அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே காட்சி அளிக்கின்றனர் இன்னும் தொடுத்து மஷரீக் வரை உள்ள பொருள்கள் அளிக்கின்றால் ஒரு சிறப்பு தன்னை அல்லாவுடைய அகமத்துக்கு பாத்திரமாகிய அந்த சவ்வா அம்மாவுடைய ஒரு கண்ணுக்கு இந்த வாரம் காட்சி அளிக்கின்ற ஆகவே வந்த அமரோர்களும் கூறியன்களும் அரும நபியை வாழ்த்தி போற்றி இன்னும் மீண்டும் ஆசியா மரிய அனைவர்களும் வாழ்த்து பற்றி அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு சென்றார்கள் ஆகவே ஜிப்ரே அலிசலாம் கையில கொண்டு வந்து கொடுத்தது ஒரு நேரம் எவ்வளவு நேரம் என்று சொல்லுகின்றார்கள் நொடிப்பொழுது என்பதாக சொல்லுகின்றார்கள் ஒரு நொடி பொழுதுக்குள்ளாக இவ்வளவு காரியங்களின் செய்து முடித்து சபா அம்மாவுடைய கையில கொண்டு வந்து கொடுத்தார்களா ஆகவே அருமநபி பிறந்த உடனே பிறந்திருக்கின்ற அவர்களுடைய மடியிலே வைத்திருக்கின்ற மகிழ்ச்சி கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அப்துல் முத்தலிபு பள்ளிவாசல் இருக்கின்றார்களே அதாவது நம்முடைய அருமை மகனுடைய ஒரு பிறப்பை பற்றி அருமை அதாவது தன் மகனுடைய பிள்ளையினுடைய ஒரு பிறப்பை பற்றி அதாவது ஆமின அம்மாவுக்கு யாரும் உபகாரம் செய்வதற்கு அவர்களுக்கு உபகாரம் செய்த அந்த பேர் காலத்தை இல்லையே என்று வேதனையோடு கௌபத்துலா பள்ளிவாசல் இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கண்ட காட்சி அவர்களை திடுக்கிட செய்து விட்டனர் அருமன் அபி பிறந்த அந்த கௌபத்துல்லா பள்ளிவாசல் நாலு மூளையும் ஒன்றாக கூடி அருமன் நபி பிறந்த திசையை பார்க்க அந்த கௌபத்துல்லா பள்ளிவாசல் சொன்னதான் இவ்வளவு நாள் நான் கலங்க முடியவனாக இருந்து புனிதத்தன்மை அடைந்து விட்டேன் என்று நபி பிறந்த திசையை இதை பார்த்த அப்துல் முத்தலீபு பயந்து நடுக்கம் உண்டாகி பள்ளி விட்டு தான் வெளியே வந்து ஆமினம்மாவுடைய திருமணக்கு அவசரமாய் வந்துடுவீபே பெரியவர்கள்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 பிரமித்தவர்களாக வெளியிலே நின்று கொண்டு கேட்கின்றார்கள் அம்மா இங்கு என்ன நடந்தது என்ன காரணம் என்று கேட்கும்போது ஆமினம்மா பதில் சொன்னார்கள் அருமை மாமனார் அவர்களே இன்று இரவு நான் அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன் என்று ஆமீனம்மா சொன்னான் சொன்ன அப்துல் முத்தரி பார்த்தார்கள் ஆண்டவனே உலகத்தில் உள்ள பெண்கள் பேர் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி நமக்கு தெரியும் பெற்றவர்களே போன்று உடைகளும்டுப்பும் அவர் அழகையும் தெளிமையும் பார்க்கும் போது அதற்குரிய நிலை ஒன்றும் காணப்படவில்லையே என்று மனதிலே வைத்துக் கொண்டு அப்துல் முத்தரிப்பு கேட்டார்கள் அம்மா அப்படியானால் அந்த பிறந்த குழந்தையை தாருங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அப்துல் முத்தரீபு பிரியத்தோடு திறந்ததோ பாலகரை பண்புடனே கட்டிடுவார் ஆமீனம் முகத்தை பார்த்து அப்துல் முத்தரீப் கேட்டார் அப்படி கேட்கும் போது ஆமினம்மா சொன்னார்கள் அருமை மாமனார் அவர்களே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 உடனே அப்துல் முத்தலிபு பேரந்து பேர குழந்தையை தானே பார்க்க வேண்டும் என்று பிரிய ஆமீன் அம்மாவுடைய தலைவாசல் பக்கமாக அடுத்த சென்ற அப்துல் முத்தலிபு நபர்களும் ஆமினம்மாவுடைய தலைவாசல் பக்கமாக அடுத்தார்கள் வீட்டுக்குள் போவதற்கு அதே நேரத்தில் காணுகின்றார்களே ஆனால் தலை மாசல பயங்கரமா உடைய ஒரு ஆயுதத்தை கையிலே வைத்து கொண்டு தலைவாசல்ல ஒரு ஒரு அழகான ஒரு வாலிபராக கூடியவர்கள் உரிமைய கத்தியோடு வாசல நிற்கின்ற அந்த வாலிபரை கண்டியிடும் பயங்கரமான ஒரு ஆயுதத்தோடு ஒரு வாலிபர் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார் உள்ள நுழைந்தால் ஆபத்து ஏற்பட்டுவிடும் இது தெரிந்த அப்துல் முத்தலீப் பார்த்தார்கள் நம்முடைய வீட்டில் அந்நிய ஒருவன் பயங்கரமான ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றான் இவன் யார் இவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் நம்முடைய குடும்பத்தாரை எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து இவனை பிடித்து தக்க முறையில் தண்டிக்க வேண்டும் என்று எண்ணி அப்துல் முத்தலீப் ஆமினம்மாவுடைய வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள் வந்த வந்தவுடனே அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு பேசுவதற்கு நாவலவில்லை தன்னுடைய இழந்து விட்டது அமினம் வீட்டிலேயே அப்துல் முத்தலீஃப் ஆகக்கூடியவர்கள் ஏழு நாள் வரைந்தும் எதுவுமே பேசாதபடி எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லாதபடி இருந்த இருப்பிலே ஏழு நாள் ஆயிருந்து அப்துல் முத்தலீப் அவரின் எதுவும் பேசாத ஆமினம்மா திருமணில் ஏழு நாள் இருந்தாங்க அதற்கு பின்பதாக அவர்களுக்கு சுய உணர்வு ஏற்பட்டது அவங்களுக்கு தெளிவு ஏற்பட்ட மீண்டும் திரும்பி வந்து ஆமினாவை கேட்டார்கள் ஆமினாவே உங்களுடைய வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் என்ன நடந்த ஒரு காரணம் என்ன சொல்லுங்களம்மா என்று கேட்கும் பொழுது ஆமினம்மா சொன்னார்கள் அருமை மாமனார் அவர்களே அல்லாவுடைய ஒரு கிருமையை கொண்டு நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் ஆவியோடு அந்தமாக ஆமினம்மா விளக்கி சொன்னார்கள் அன்று இரவு கூட பெண்கள் வந்ததும் மாணவர்கள் வந்ததும் ஆசியா மரியம் வந்ததும் சொர்க்கத்தினுடைய பானகங்களை கொண்டு வந்து கொடுத்ததும் சொர்க்கத்தினுடைய உடுப்புகளை கொண்டு வந்து கொடுத்ததும் எல்லா விபரமும் ஆவியோடு அந்தமாக மகிழ்ச்சி தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்லுகின்றார்கள் அம்மா அப்பேர் குத்த அந்த சிறப்பு அந்த குழந்தையை கொண்டு வந்து தாருங்கள் நான் பார்க்கட்டும் என்று சொன்னதும் ஆமீனம்மா விரைந்து சென்று முத்தலீ அவர்கள் மலை கொப்பாகிய இன்னும் கருணை உள்ளம் கொடை முடுக்க கூடிய சிறப்பு வாய்ந்த தன்னுடைய முப்பாருக்கான கரங்களை தான் நீட்டி அருமை கண்மணியாய் பாலரை முகமது அவர்களை இருகிறத்தால் ஏந்தி வாங்கி அழகுள்ள பாலக முகத்தை பார்க்கின்றார்கள் அருமை பாடராகிய பேரக் குழந்தையினுடைய திருமுகத்தை பார்க்கின்ற பொழுது அவ்வாவுடைய அருள் அடை கண்ணும் அவர்களுடைய அந்த வாயும் அவங்களுடைய திரேகத்தினுடைய ஒரு தன்மையும் அவங்களுடைய திரேகத்தினுடைய வாசனை கமலக்கூடிய கஸ்தூரி வாசமும் இதையெல்லாம் பார்த்து அப்துல் முத்தலீப் அவர்கள் மட்டில்லா மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாகி ஆமின் அம்மாவுடைய வீட்டை விட்டு நீங்கி காபத்துல்லா பள்ளி வாசலுக்கு தான் வந்து காபத்துல்லாவுடைய பள்ளிக்குள் தான் நின்று அப்துல் முத்தலீப் அவர்கள் ஆண்ட வேனை வேண்டிடுவார் அகம் மகிழ்ந்து புகழ்ந்துடுவார் அருமை கண்மணி ஆகிய தன்னுடைய பேரை குழந்தைக்கு பாபுல்லா பள்ளிவாசலுக்குள் வந்து நின்று அவர்களுக்கு முகம்மது என்பதாக பேர்நாமத்தையும் சூட்டினார்கள் மனதிலே சந்தோஷம் அடைந்தார்கள் மீண்டும் அந்த புனிதமிக்க ஆலயத்தை விட்டு வெளியாகி ஆமினம்மாவுடைய திருமனைக்கு வருகின்றார்கள் ஆமினம்மாவுடைய அரண்மனைக்கு வந்ததும் கையிலே கொடுத்தார்கள் அருமை ஆமீனம் மகனை முத்தி முகர்ந்து அவங்களுடைய மனம் பூரிப்படையக்கூடிய முறையிலே மகனை பார்த்து மகிழ்ச்சி கொண்டார்கள் அதே நேரத்தில் அப்துல் முத்தலீப் அவர்கள் தன்னுடைய அருமை பேர அவர்களும் வெகு சிறப்பான முறையிலே அவர்களுடைய வீட்டிற்கு திரும்பினார்கள் ஆகவே அருமை நபி அவர்களுக்கு ஆமினம்மா அவர்கள் மகனுக்கு பால் கொடுத்த ஒரு சிறப்பைப் பெற்று சொல்லுகின்றார்கள் சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது ஆமினம்மா அவர்கள் ஏழு பால் கொடுத்தார்கள் என்று சரித்திரம் கூறுகின்றனர் அதே நேரத்தில்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 உரிமை விட்டு அந்த முகமது அவர்களுக்கு நீ பால் கொடுத்து அவர்களை வளர்த்துவா என்று அப்துல் அஹபு சொன்னார்களா அதன்படி அந்த பெண்மணி அந்த சொல்லக்கூடிய பெண்மணி ஆமினம்மாவுடைய வீட்டிற்கு வந்து அருமை கண்மணி நம்முடைய பெருமானார் நபி முஹம் அலிசல்லம் அவர்களை குழந்தையாகிய முகமது அவர்களுக்கு இந்த குவை பெண்மணி பால் கொடுத்து அவர்களை பராமரித்து வளர்த்து வருகிறார்கள் பெரிய நாயன் கிருவை அவர்களுக்கு பால் ஊட்டித்து வருகின்றார்கள் அவதாரமான அவர்கள் பிறந்த ஒரு சரித்திரம் இம்மட்டோடு நிறைவு பெறுகின்றனர் பால் உடல் பிள்ளையாக இருக்கின்ற அவர்களை பராமரித்து அருமை தாய் அவர்களும் பால் குடுத்து வர வேண்டிய அந்த பெண்மணியும் சிறப்பாக வளர்த்து வருகின்றார்கள் ஆகவே அருமநபி பிறந்த ஒரு சரிமட்டோடு அதே நேரத்தில் மிக்க ஆர்வத்தோடும் உங்களுடைய சிரமங்களை மேற்கொள்ளாதி சிறப்பாக இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருமை பெரியார்களுக்கும் தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் யாப்களுக்கும் அல்லாஹூ ஜல்லிசான ஆண்டவன் தன்னுடைய ஈமான்களை பிரகாசமாக்கி அரும நபியினுடைய வழி நடக்கக்கூடியவர்களாக இன்னும் பிவி பாத்திமா அலி அல்லாஹா அவங்களுடைய வழியை பின்பற்றி அவங்களுடைய சபாயத்தை சேரக்கூடியவர்களாக நம் அனைவருக்களையும் அல்லாஹு அல்லாஹு ஆக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டிக்